எனக்கு நம்ம சேனல்ல வாழைப்பூ எப்படி ஈஸியா க்ளீன் பண்றதுன்னு பார்க்கலாம் இந்த வாழைப்பூ ரொம்ப ஹெல்தியானது ஆனா இது வந்து க்ளீன் பண்றதுக்கு நிறைய டைம் எடுக்கும் சோ இன்னைக்கு இத சீக்கிரமா க்ளீன் பண்றதுக்கு நான் கொஞ்சம் டிப்ஸ் தான் சொல்லப் போறேன் சோ நீங்க வாங்கிட்டு உடனே யூஸ் பண்ண போறது இல்லன்னா இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு சுத்தி வச்சிட்டீங்கன்னா இது ஒரு வாரத்துல இருந்து ரெண்டு வார உயரம் கூட ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும் மாதிரி எடுத்து வச்சிருங்க இது மாதிரி நீங்க ரிமூவ் பண்ணும்போது அடிக்கடி இது மாதிரி கட் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணீங்கன்னா அதை எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் நல்லா இது மாதிரி அப்படியே பஞ்சா எடுத்துக்கோங்க பார்த்திங்கன்னா நான் பஞ்ச் பஞ்சாக ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வலைப்பூலாம் இன்னும் கொஞ்சம் ரிமூவ் பண்ணும் இந்த பிங்கிஷ் கலர் இருக்குதுல்ல இந்த லேயர் போகிற வரைக்கும் நம்ம ரிமூவ் பண்ணும் அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு லேயரும் இது குட்டி ஆக ஆக ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த இடத்துல கட் பண்ணிருங்க கட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த லேயர் ஈஸியாக வந்துடும் பார்த்திங்கன்னா அவுட்வேர்லேயர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டேன் இந்தளவுக்கு ரிமூவ் பண்ணால் போதும் இதுக்கப்புறம் இதை வந்துட்டு நம்ம அப்படியே கட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் சரி நம்ம ரிமூவ் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூ இருக்குது இல்லையா வந்து இந்த தண்டு மாதிரி ஒன்று இருக்கும் ஒவ்வொரு பூக்கும் நடுவில் இது வந்து நம்ம குக்கிங்க்கு சேர்த்துக்கக்கூடாது ஏன்னா இது இது வந்து வேகாது இந்த தண்டு மாதிரி இருக்கிறதும் இந்த பூச்சி ரொக்க மாதிரி இருக்கு இதுவும் வந்து ரிமூவ் பண்ணும் ஸோ இந்த பண்ட்ஸில் ஒவ்வொன்றா இருக்கிறதையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட்டாகும் இதுதான் வாழைப்பூ கிளீனிங்கில் ரொம்ப டைம் கன்சியூமிங் ப்ராசஸ் ஸோ இதை ஈஸியாக பண்ணுறதுக்கு இந்த டிப்பை மட்டும் லைட்டாக கட் பண்ணுங்கள் ரொம்ப ஃபோர்ஸ் கொடுக்க வேண்டாம் ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த நுனி பகுதியும் கட் ஆகிடும் ஸோ லைட்டாக கட் பண்ணிவிட்டு இதை வந்து இப்படி இழுத்து விட்டுருங்க இந்த நுனி பகுதியை இப்படி இழுத்து ரிமூவ் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தண்டு மாதிரி இருக்கிறது மட்டும் நமக்கு தனியாக வந்துருச்சு ஸோ இதை வந்து இப்போ ஈஸியாக விற்கிடலாம் இதை இழுக்கும்போதே உங்களுக்கு இந்த ரெக்கை மாதிரி இருக்கிறதும் லூஸ் ஆகிடும் அதையும் ரிமூவ் பண்ணிருக்கேன் இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா நீங்கள் சீக்கிரமாகவே வாழைப்பூ கிளீன் பண்ணிடலாம் வாழைப்பூ வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று இதில் வந்து நம்ம கொழும்பு பண்ணலாம் வடை பண்ணலாம் பொரியல் பண்ணலாம் நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாம் இது க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டங்கிறதுனால நம்ம யூஸ்வலாக இதை நம்ம வாங்குறதில்லை பட் இதை உங்கள் சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபி இதில் வந்து எப்படி கிரேவி பண்ணுறது வடை அப்புறம் பொரியலாம் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன் ரொம்ப ஈஸியா இருக்கும் இதே மாதிரி திருப்பி வச்சு கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி குட்டியா இருக்கிற பஞ்ச் வந்துட்டு நீங்க நார்மலா இப்படி கிள்ளி எடுத்தீங்கன்னாவே அந்த நடுவில் இருக்க தண்டு வந்துடும் இதுல பாத்தீங்கன்னா மேல இருக்கிறது எப்படி கட் பண்றது ஈஸியா சொல்ற சேர்த்து வச்சுக்கோங்க பொடியா நறுக்கிக்கோங்க இது கட் பண்ணிட்ட ஒரு பாத்திரத்துல மோர் எடுத்து வச்சிருக்கேன் ரொம்ப தண்ணியா இருந்தா போதும் டிக்கா இருக்குணும் அவசியம் இல்லை இந்த பூவை இதல கட்டி நல்லா கலரிரங்க இல்லனா இது வந்துட்டு கலர் கருப்பாயடும் இது கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி மோர்ல போட்டு வச்சிட்டீங்கனா இது அப்படியே இந்த கலர் வந்து அப்படியே ரைட்டேன் ஆகும் இன்கேஸ் நீங்க இதை செய்யும் போது உங்கள்கிட்ட மோர் இல்லைன்னா நீங்க மஞ்சள் தண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் கட் பண்ணி மஞ்சள் தண்ணியில கூட போட்டுக்கலாம் லைட்டா எல்லோ விஷாகும் உடனே உடனே கொட்டிடுங்க மோர்ல இல்லைன்னா இது வந்து கலர் கருப்பாகிடும் கட் பண்ணியாச்சு இப்ப பாத்தீங்கன்னா இந்த மிடில் பார்ட் இருக்கு பாதியா கட் பண்ணிக்கொடுங்க இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இதுல பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு இல்லையா இதுல இந்த நடு இந்த நடுவு கொஞ்சம் லேயரில் வந்துட்டு கரையெல்லாம் எதுவும் இருக்காது ஸோ இந்த குட்டி லேயரை இது நீங்கள் வந்து அப்படியே சாப்பிடலாம் ரொம்ப ஹெல்த்தி இது ஒரு மருத்திரி ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு முறை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இதை சாப்பிட்றதுக்கு இங்க நடு தண்டையும் பொடியா கட் பண்ணிடலாம் இன்னார் வரோம் இது வந்து சப்ளை ரிமோ பண்ணிரலாம் இபatina லைட்டா கருப்பாயிச்சு இதனால தான் நம்ம கட் பண்ணிட்டு ஒண்ணு ஒண்ணே மூர்ல போட்டுக்கணும் அச்சே இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ফুল பூவை கட் பண்றதுக்கு 15 to 20 minutes அச்சே இந்த மெத்தட்ல இல்லனா இது வந்துட்டு ஒரு half an hour 45 minutes கூட ஆகும். அவர் அந்த பூல இருக்க ஒவ்வொரு காம்பா ரிமூவ் பண்ணி கட் பண்ணுனா சோ இந்த மெத்தட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சான்னு சொல்லுங்க.